அந்த அந்த வீடியோவோட full full version பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு வெயிட் பண்ணு ப்ரோ கமெண்ட்ல எதுமே பண்ணல ஓ பியான் நெட் ப்ரோ ஒரே நெட்ல ரெண்டு பேர் நாக்கு டோனி ப்ரோ गाली ப்ரோ ஆனா இதெல்லாம் बैड லக் நெட் ப்ரோ நெட் எப்படி வந்து தெரியுமா இங்க இருந்து முடிச்சாங்க நினைக்கிறேன்